இலங்கை முழுச கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை தான் ஜனாதிபதியை வீட்டுக்கு அனுப்புறதுதான் ஒரே ஒரு கோரிக்கை அது மட்டும்தான் நாடு போற நிலவரம் வெறும் கடும் மோசமான நிலவரமாக இருக்கிறது சாப்பிடுறதுக்கு சல்லி இல்ல கரண்ட் இல்ல நிறைய தேவைகள் அரசே புரிஞ்சு அறிவியல வாரம் போறவங்க இப்போ என்ன நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னா படித்தவங்க எல்லாம் முன்னுக்கு வந்து இந்த எக்ஷனில் நிற்பாங்க படிச்சவங்க நிற்கும்போது இப்போ பார்க்க போனால் ஸ்ரீலங்காவில் யூத்ஸ்ட்டு கவுண்ட் கூட்டிகிட்டு அண்ட் யூத்ஸ் வந்து பொலிட்டிக்ஸ்க்குள்ளே வர வேண்டிய ஒரு கட்டாய நிலையை வந்துடுச்சு அப்போ நாங்களும் என்ன செய்வோம் யாருக்கு போடுங்கன்னு யோசிச்சு தான் போட்டுக்கிட்டு போகிறோம் இப்போ நான் நாள் எங்கள் வீட்டில் நடந்தது என்னென்னா எங்கள் வீட்டாங்க சொல்கிற இடத்துக்கு போய் நாங்கள் ஓட் போட்டுக்கிட்டு இருந்தோம் அரசியல் பற்றின அறிவு இருக்கலை நாங்களும் கணக்கு எடுக்கல அரசியலை பற்றி இனிமேல் என்ன நடக்குதுன்னா அதெல்லாம் பாக்கோசிக்க முடியலை இந்த பிரச்சனைய பாக்குறதா தளபதி படம் பார்க்க தான் யோசிக்க நாட்டு பிரச்சனை தான் எடுத்தேன் இல்லாடி நான் எண்ணெய்ச் டே பஸ்வாக போய்ட்டு நின்றுப்பேன் நானும்